ஏய் அந்த கடைகளை சேர்த்து விட்டான் ஓ குரலி விட்டயா கிரியாளா உடம்ப இரும்பாக்கி كده அடமள ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது காண இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா பெரிய அலந்து போலாம் பெரிய அலந்து போலாம் என்ன யாரை எடுத்துக்கிட்டு கேறியே ஹ ஓட வந்து கேக்குறானே ஏண்டா ஏண்டா வரடா நீ சொல்லு கேளு காட்டு கேள மூஞ்சே கரெக்டா பாத்துக்கறே ஒரு தேஜஸ் பார்த்தேன் எதையும் சாதிச்சு ஒரு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சாண்டா என்ன எல்லா நீ எண்டு பஞ்சு ஒண்ணு சூப்பரா மாட்டிருக்கு அது கேளு எனக்கு நல்லா வருதும் வேண்டாம்